அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம bank nifty futureல ஒன் minute chart பார்த்துறோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா மார்ச் 11 டைம் வந்து ஒரு 9.20 டுவெண்ட்டி மேலே ஆகுது ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகிட்டு அப்படியே மார்க்கெட் ரைஸ் ஆகி மேலே தான் வந்துட்டு இருக்கு ப்ரீவியஸ் டே கரெக்டாக த்ரீ தேர்ட்டிக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல் கால் வந்தபடி க்ளோஸ் ஆச்சு அதனால அப்போலேருந்து ரெட் கலர் கேண்டில்ஸ் போய்கிட்டு இருக்கு இந்த சார்டில் நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறும்போது மட்டும் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் நமக்கு கரண்டில் செல் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட்டு கால் வந்தால் பை கால் தான் ஜென்ரேட் ஆகும் ஸோ லெட்ஸ் கம் டு த மார்க்கெட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பனானதுலேருந்தே நல்லா ஏறிட்டே இருக்கு, பாசிட்டிவான ஒரு மார்க்கெட் தான் ஸோ நமக்கு வந்து தெரியுது மார்க்கெட் ஏறுது ரைஸ் ஆகுதுன்ட்டு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் என்ட்ரி எங்கே எடுக்கலாம் அப்படின்றது ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்க டெய்லி மார்க்கெட் அப்சர்வ் பண்ணுறவங்க தான் என்ட்ரியை கரெக்டாக எடுத்துகிட்டாலே நிறைய பேர் ஓனாகவே வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்குவீங்க இந்த சார்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ட்ரெண்டை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து சப்போர்ட் வந்து பண்ணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் பைட்ரண்ட் ஸ்டார்ட் ஆகலன்னு நமக்கு ரெட் கலரில் கேண்டில் போய்கிட்டே இருக்கு இந்த சார்ட்னுடைய கான்செப்ட் படி எப்போ பிரேக் அவுட் நடக்குதோ மேலே வந்து பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பைக்கால்லாம் மாறும் அப்போதைக்கு க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும் ஸோ அது வரும்போது பார்த்திங்கனா நீங்களே வந்து அந்த என்ட்ரி பாயிண்ட் வச்சு ஓன் ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லை இதில் வர கால்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும் அப்படி நமக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9.29 டுவெண்ட்டி நைன் ஆகுது மார்க்கெட் சடனாக பாருங்கள் ஒரு பெரிய கேண்டில் பெரிய மூவ்மெண்ட் வந்து கொடுக்குது 34600 ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ இவ்வளோ நேரம் அந்த தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட தான் மார்க்கெட் ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் போய்கிட்டே இருந்துச்சு இப்போ சடனாக பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் மேலே வந்தனால நமக்கு பைக்கால் தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ்ட்டி ஃபைவ்ல என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்துடுச்சு பைக்கால்ன்றனால க்ரீன் கலர் கேண்டலும் ஓப்பன் ஆயிருக்கு ஃபியூச்சர் ட்ரேடர் இந்த பாயிண்ட்டில் இப்போ என்ட்ரி எடுத்துக்கலாம் அதே ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு கிரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்கு அதான் செகண்ட் டார்ட் கீழே கலர் பாத்தீங்கன்னா இந்த பைக்கால் தேர்ட்டி போர் செவன் பிப்டி டூ போகுதா அதாவது மார்க்கெட் நமக்கு செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபோர் ரேஞ்ச் ப்ரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு 34,700 ஃபோர் செவன் ஹண்ட்ரட் பிரேக் அவுட் ஆனோன்னா மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக ஏறிட்டே இருக்கு இப்போதைக்கு ஒரு 90% பெர்சன்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு இன்னொரு டுவெண்ட்டி பாயிண்ட் ரைஸ் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட் டார்கட் பிரேக் அவுட் ஆகும் நமக்கு அதுக்கப்புறம் தேர்ட் கேண்டில் ஓப்பன் ஆச்சு தேர்ட் கேண்டில் ஓப்பன் ஆனது பார்த்திங்கனா ஆல்மோஸ்ட் டார்கெட் கிட்ட போயிருக்கு இன்னும் ஒரு டூ பாயிண்ட் கிடச்சிச்சினா ஃபர்ஸ்ட் டாரர்ட் ப்ரேக் அவுட் ஆயிடும் ஃபோர்த் கேண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் அப்பர் சைடில் தான் மூவ் பண்ணுது ஸோ நமக்கு இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்தே பாசிட்டிவாக இருந்துச்சு என்்ரி கிடச்சு 4 மினிட்ஸில் ஃபர்ஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் ஒன் மினே சாட்டில் கிடச்ச பை கால் ஃபோர் மினிட்ஸில் ட்ரேடிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு தேர்ட்டி ஃபோர் வந்தது செவன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மேலே அதாவது ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி கால் ஆப்ஷன் coming thursday டே எக்ஸ்பைரி ஆக போகிறது தேர்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓனனிங்லேருந்தே ரேசிங்கில் ஒரு 9.30 தேர்ட்டிக்கு அப்புறம் பை கால் செவன் செவன்ட்டி எயிட்டில் பை பண்ணுங்கள் அப்படின்ட்டு பை வந்தது ஒரு 8.40 range ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் வந்து கொடுத்துருக்கு ஒரு டேரக்ட் ஆப்ஷனில் call வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத ஷோ பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷனை உங்களுக்கு நாங்க காட்டுறோம் இது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒன் மினிட் சார்ட் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ்டின் சிக்ஸ் தேர்ட்டி செவனில் வந்திருக்கு வந்தது ஒரு நயன் மினிட்ஸ் ட்ரேடிங் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டார்ட்டாக அச்சீவ் பண்ணியிருக்கு சிக்ஸ்டீன் சிக்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட்ஸுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சாட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ